ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கர்பாங்குச்சிப்பை தான் பார்க்குறோம் இந்த கர்பாங்குச்சி வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் இது அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு அறுபறுப்பான பூச்சை பார்ப்பாங்க இது வந்து ஒரு சாதாரண பூச்சை பார்ப்பாங்க சில பேர் வந்து இந்த கர்ப்பாங்குச்சி பத்தை பயப்படுவாங்க ஆனால் இந்த பூச்சி வந்து ஒரு ஆச்சரியமான பூச்சி அது ஒரு ஆபத்தான பூச்சியும் கூட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பாங்குச்சி இந்த உலகத்தில் டைனோசர் வாழ்ந்த காலத்துலேருந்து இந்த கருப்பாம்புச்சி வாழ்ந்துகிட்டுருக்கு பல காலங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க பூச்சி கருப்பாங்குச்சி இதில் வந்து நாலாயிரம் வகைகள் இருக்குது மொத்தம் இந்த உலகம் முழுதும் வந்து கருப்பாங்குச்சின்னு வந்து நாலாயிரம் வகைகள் இருக்குது இந்த கருப்பாங்குச்சி ரத்தம் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் செவப்பாக இருக்காது ஏன்னா இதுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கிடையாது ஹீமோக்ளோபின் இருந்தால் இதோட ரத்தம் வந்து சிவப்பாக இருக்கும் ஹீமோக்ளோபின் இல்லாதனால தான் கருப்பாங்கூச்சியோடய ரத்தம் வெள்ளையாக இருக்குது இப்போ நான் ஆச்சரியமான விஷயம் சொல்கிற மாதிரி இந்த கருப்பாங்கூச்சி வந்து சாப்பிடாமல் ஒரு மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் சாப்பிடே இல்லைனாலும் ஒரு மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அடுத்த விஷயம் இது தண்ணீர் குடிக்காமலே இரண்டு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் கருப்பாங்குச்சிக்கு தண்ணி குடிக்காமல் இரண்டு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கருப்பாங்குச்சியை நீங்கள் தலையை வெட்டிட்டிங்கன்னா அது சாகாது உயிரோடு தான் இருக்கும் அதுவும் எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் தலையில்லாமலே உயிரோடு இருக்கும் கருப்பாங்குச்சி இது ஆச்சரியமான விஷயம் இல்லை எதனால் அப்படி இருக்குன்னா இதோட சுவாச மண்டலம் இதுக்கு வந்து தலையில் வந்து சுவாச மண்டலம் கிடையாது உடலில் உள்ள சிறு சிறு ஓட்டைகள் அந்த சிறு சிறு ஓட்டைகள் மூலியம்தான் இது சுவாசிக்குது அப்படி சிறு சிறு ஓட்டைகள் மூலம் சுவாசிக்கிறதுனால இது உயிரோடு இருக்குது அதனால் தலை இல்லைன்னாலும் ஒரு வாரம் வரைக்கும் கர்பாங்குச்சி உயிரோடு இருக்கும் அடுத்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு கர்பாம்பூச்சி நாற்பது நிமிஷம் வரைக்கும் மூச்சு விடாமல் அந்த மூச்சை வந்து பிடிச்சி வச்சுருக்க முடியும் ஒரு கர்பாங்குச்சியில் நாற்பது மூணு நிமிஷம் சுவாசிக்காமலே இருக்க முடியும் அடுத்து இந்த கருப்பாம்பூச்சி ஒரு மணி நேரத்தில் மூணு மைல் தூரம் ஓடும் மூணு மணி தூரம் கூடும் ஒரு மணி நேரத்துக்கு இந்த கர்ப்பாங்குச்சி என்ன பண்ணுதுன்னா அலர்ஜி ஆஸ்மா இதை பண்ணுற நோயில் பரப்புது இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது இந்த கருப்பாங்குச்சி அதுவும் இல்லாமல் வகையான பாக்டீரியாக்களை பரப்புது ஒரு கற்பாங்குச்சியால் முப்பத்தி பாக்டீரியா முப்பத்தி வகையான பாக்டீரியாவில் வந்து பரப்ப முடியும் அடுத்து குழந்தைகள் வந்து நைட்டில் இரவில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இது அவங்க பக்கத்தில் போயிட்டு அந்த ந குழந்தைகளோட நகம் தலைமுடி கண்முடி புருவம் இது சாப்பிடும் ஏன்னா அதில் தான் கால்சியம் அதிகம் அப்படிங்கிறதுனால இதனால் குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்துமா அலர்ஜி இதெல்லாம் வரும் குழந்தைகளுக்கு வந்து சுவாச பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கர்ப்பாங்கூச்சி ஒரு காரணம் அதனால குழந்தைகளை வந்து கற்பாங்கூச்சிக்கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கற்பாங்கூச்சியை பற்றின வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்